தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏதாவது ஒன்றை குறித்தால் போக நம்மை உந்தி தள்ளும் நாம் பின்னோக்கி போக போக பயம் என்பது நம்மை நோக்கி இன்னும் அதிக வேகத்தோடு வரும் சில தெருநாய்கள் யாரையாவது துரத்தும் போது அவர்கள் ஓட ஆரம்பித்தால் அது இன்னும் இன்னும் வேகமாக துரத்த ஆரம்பிக்கும் ஓடாமல் நின்று திரும்பி பார்த்தாலோ நாய் திரும்பி ஓட ஆரம்பிக்கும் நாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டாலோ அதனுடைய வேகம் கரைந்துவிடும் கோலியாத் என்ற அரக்கன் இஸ்ரவேல் நாட்டிற்கு எதிராக வந்தான் சவுல்ராஜா அவனை கண்டு பயந்து நடுங்கினான் ஆனால் எதையும் நம்பிக்கையும் தாவிதுக்கு கிடைத்தது அவன் ஜெயித்து காட்டினான் பயம் சில சூழ்நிலையில் நம்மை தாக்குவது இயற்கையானது ஆனால் அதனை விரட்டியடிக்க முடியும் தாவீது பயப்படும் போதெல்லாம் தேவனை தேடுகின்ற பழக்கம் எனவே எல்லா பயத்தினின்றும் என்பவற்றை சிந்திக்க வேண்டும் அவற்றை கத்தரிடம் உள்ளபடியே கூற வேண்டும் அவற்றை தேவனை சார்ந்த விசுவாசத்தோடு எதிர்கொள்ள வேண்டும் அது கோலியால் போன்று பெரியதாயிருந்தாலும் தேவ ஆவையினால் பறந்தோடி போகும் தேவனுக்கு பயந்து வாழ்கின்றவன் உலகத்தில் பயப்படாமல் வாழ்கின்றான் தியான பகுதி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை அமைன்